வணக்கம் Bank Nifty Future ஒன் Minute Chart இன்னைக்கு டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டைம் இப்போ நைன் தேர்ட்டி எயிட் பை கால் ஜெனேட் ஆயிருக்கு ஸோ கிரீன் கலர் கேண்டில் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடாக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் எவ்ரிடே இந்த மாதிரி இந்த சார்ட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கால் வந்திருக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆகலை அது எப்படி கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மார்னிங் மார்க்கெட்டில் கிடைக்கிற கால்ஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்து ஒர்கவுட் ஆகும் ஜென்ரலாக இப்போது ஒரு டூ டேஸ் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி தௌசண்ட் பிரேக் அவுட் ஒரு டூ டேஸ் பேக் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் ஒரு ரெண்டு நாளாக கண்டினியூஸாக ஒரு ஃபாலில் ன்ட்ல போயிட்டே இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சேஞ்சா தெரியுது ஏன்னா இன்னைக்கு ஏறிட்டேதான் இருக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு பெரிய கேண்டில் அப்பர்சை பிரேக் அவுட் ஆனதுல பைக்கால சேஞ்ச் ஆச்சு பைக்கால் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் த்ரீ நைன்ட்டி த்ரீனு வந்துச்சு இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் எயிட்டி நைன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் இப்பயே வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட் கிட்டே ரீச் கொடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நைன்ட்டி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு இப்போவே ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு டூ மினிட்ஸ் கேப்லையே ஸோ மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போயிட்டு டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் கால் நாலு நிமிஷத்தில் டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணிருக்கு அதுக்கப்புறமேமெண்ட் ஒரு பாசிட்டிவ் இருந்து ஒரு அப்புறம் ஜெனரேட் ஆனால் செகண்ட் ஆர்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபஸ்ட் ஆரட் ஸோ அது பாருங்க நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது இங்கே தான் ஒரு நைன் தேர்ட்டி எய்ட்டுக்கு அதில் ஒரு ஃபோர் மினிட்ஸ்ல ஃபஸ்ட் ஆரட் அதுக்கப்புறம் மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி செகண்ட் ஆர்ட் ரேஞ்சும் பிரேக் வந்து கொடுத்துருக்கேன் இது பேங்க் நிஃப்டி 38,500 தௌசண்ட் ஃபைவ் கால் ஆப்ஷன் ஸோ இது மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் ஏன்னா இந்த மந்த் அண்ட் எக்ஸ்பெரி ஆகும் கமிங் வீக் தேர்ஸ் நாளைக்கு எக்ஸ்பீரியர் ஆக போது நாளைக்கழிச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டீன் டூ ஒன் ஃபைவ்ல பை பண்ணலான்னு பைக்கால் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ்ல பாருங்க நமக்கு வந்து டூ ரேஞ்ச் வரைக்கும் 264.55 49 point 4 நமக்கு பாருங்க ஒரு ஆனா இப்படிதான் இருக்கும் ஒருங்க